வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளிவழியாக உங்கள் செவிக்கு விரந்தாக நிறையவே காணொலிகள்ல பார்த்திருப்போம் விலங்குகள் மனிதர்களை விட அன்பிலையும் சரி அறிவிலையும் சரி மேம்பட்டு இருக்கிற மாதிரியான நிறைய காணொலிகள் பார்த்திருப்போம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைதான் இன்னைக்கு நீங்க சிறுகதையா கேட்க போறீங்க இது உயர்திருசு சமுத்திரம் அவர்கள் எழுதிய ஞான என்ற சிறுகதை பாங்க கதையை கேட்கலாம் மாலை பொழுது குற்றாலமலை பகுதியில் கிட்டத்தட்ட பகுதி செண்பகாதேவி அருவி யாரோ தள்ளிவிட்டது போல விழுந்து கொண்டிருந்தது அந்த ஆறாக மாறிய அருவி நீர் பாறைகளை பீத்து விடுவது என்று தீர்மானித்தது கிழிக்கும் வேகத்தில் கீழ் பாய்ந்து கொண்டிருந்தது அதை ரசித்துக் கொண்டிருப்பது மைனாக்கள் கரிச்சான் குஞ்சுகள் குயில்கள் ஆகியவை கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்தும் சிறகுகளை லேசாக அடித்துக் கொண்டும் பண்ணி சேர்த்துக் கொண்டிருந்தன சில பறவைகளுக்கு காதல் வேறு வந்துவிட்டது திடீரென்று பறவைகள் சிரித்துக் மலைமகளின் உச்சி முடிப்போல் அடர்ந்தும் அமைந்திருந்த மரக்குவியலில் குரங்குகளின் பயங்கரமான பொலி அருவி ஓசையையும் மிஞ்சியது குரங்குகளுடன் சமாதான சகவாழ்வு நடத்தும் அந்த பறவைகள் கூட பயந்து போய் பறக்க தொடங்கின கிளை தாகும் குரங்குகள் எல்லா குரங்குகளும் வருகின்றனவா என்று சரிபார்த்து கொண்டிருப்பது திரும்பி பார்த்து ஓடி வந்தன ஏறக்குறைய இருபத்தி ஐந்து குரங்குகள் இருக்கும் பத்து பன்னிரண்டு குரங்குகளின் வயிற்றில் குட்டிகள் சிக்கன பிடித்துக் வந்த குரங்குகள் வழுக்கை தலை போல் முழு முழுவென்றிருந்த இரண்டு கால்களையும் செங்குத்தாக வைத்துக் கைகளால் காதுகளை பிராண்டிக் கொண்டு உட்கார்ந்திருந்தன ஆனால் அவற்றின் கண்கள் மட்டும் சற்று தொலைவில் ஒரு பகுதியை பீதியோடு பார்த்தன அத்தனை பயபிராந்தியிலும் தலைமை குரங்கு இதர குரங்குகள் இருந்த இடத்துக்கு மேலே நிதானத்துடன் அதே சமயம் பக்கமும் கண்களை சுழற்சிக் கொண்டே உட்கார்ந்தது அதன் மகிழ்ச்சியும் இதர வைப்புகளும் அதன் அருகில் போய் உட்காருவதற்காக தொடங்கின பார்வை வேறு எங்கோ இருப்பதை அவை இருந்த இடத்திலேயே மீண்டும் அமர்ந்தன எல்லா குரங்குகளும் தலைமை குரங்கை பெருமிதத்துடன் பார்த்தன அது சாதாரண குரங்கை விட சற்று பெரியது குரங்கு பத்தி அதிகமாக இல்லாதது எப்போதும் கம்பீரமாக உட்காரக்கூடியது தலையில் புளித்தோல் நிறத்தில் அடர்ந்திருந்த பட்டினும் மெல்லிய முடிக்கற்றை கிரீடம் போல் தோன்றியது அது காலை மடக்கி வைத்திருந்த விதம் சிம்மாசனம் போலவும் கைகளை குவித்து வைத்திருந்த லாபகம் செங்கோல் போலவும் தோன்றின குரங்குகள் மெல்ல மெல்ல பயத்தின் பிடிமானத்தில் இருந்து போல் தங்களை உய்வித்த தலைமை குரங்கிடம் பின்புறமாய்ப்போய் வாழை தூக்கின அதுதான் குரங்கினம் தலைமைக்குச் செய்யும் அஞ்சலி தலமி குரங்கு பட்டற்ற யோகிப்போல் பிரஜை குரங்குகளின் வாழ்த்தையும் வணக்கத்தையும் தேவையான அளவுக்கு குறைவாகவே அங்கீகரிப்பது போல் தலையாட்டியது எல்லா குரங்குகளும் வாழை தூக்கியபடி பின்புறமாக நடந்து அஞ்சலி செய்த போது வாளாவிருந்த ஒரு தடிக்குரங்கு பின்னர் இதர குரங்குகளின் அச்சுறுத்தலுக்கு பயந்து வேண்டாம் தன் வாழை தூக்க வேண்டிய அளவுக்கு தூக்காமல் பின்னால் நகர அளவுக்கு நகராமல் கடனை என்று அஞ்சலி செய்வதை தலைமை குரங்கு கவனிக்க தவறவில்லை முதலில் அதற்கு சிலம் பொங்கியது அதை கவ்வி கடித்து கூட்டத்திலிருந்து இருந்து வெளியேற்றி விடலாமா என்று கூட நினைத்தது தளபதி போல் விளங்கிய அது இவ்வளவாவது செய்கிறதே என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டது குரங்கு கூட்டம் தலைமை குரங்குக்கு அன்று அளவுக்கு மீறி அஞ்சலி செய்வதில் ஒரு அர்த்தம் இருந்தது இப்போது போல் எப்போதும் காக்க வேண்டும் என்பதுதான் அதன் பொருள் சொல்ல போனால் அவைகளுக்கு மொழி வளம் இருந்திருந்தால் மனிதனை போல் தலைமை குரங்கை போற்றி ஒரு கவியரங்கமே நடத்தியிருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாள் மண்டி கிடந்த மரத்தொகுதியில் ஓரத்தில் இருந்த ஒரு ஆழ மரத்தில் ஒரு சேர அமர்ந்து அதன் பழங்களை இந்த குரங்குகள் தின்று கொண்டிருந்த போது எந்த சத்தத்தையும் எழுப்பாமல் ஒரு சிறுத்தை மரத்தில் வருவதை இதர குரங்குகள் பார்க்கவில்லை தலைமை குரங்கு பார்த்துவிட்டது உடனே பயங்கரமான ஒளியை எழுப்பியது அது உச்சியில் இருந்ததால் இன்னொரு மரத்துக்கு தாவி எளிதில் தப்பித்திருக்கலாம் இதர குரங்குகள் மொத்தமாக தப்புவது கடினம் மரம் இரண்டாக கவுனாகும் சிறுத்தை வந்துவிட்டது தெற்கு பக்கம் ஒழுக்கு பாறை தாவ முடியாது கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் பள்ளத்தாக்கு விழவும் முடியாது அவை தாவ வேண்டிய ஒரே ஒரு பக்கம் மேற்கு பக்கம்தான் அங்கே சிறுத்தை இருக்கிறது இரண்டு குரங்குகள் கிடைத்து விட்டால் சிறுத்தை மற்றவற்றை பின்தொடராது என்பது குரங்குகளுக்கே தெரிந்த விஷயம் இருப்பினும் அந்த இரண்டையும் இழந்துவிட்டு தப்பிப்பதை தலைமை குரங்கு விரும்பவில்லை மரணத்தின் உச்சி இருந்த அந்த உச்சாணி கொம்பில் இருந்து அது சற்று கீழே இறங்கியது எல்லா குரங்குகளையும் ஒரு அதட்டல் போட்டு தன் பக்கம் வரவழைத்து அரைவட்டமாக வியூகம் கொண்டது சிறுத்தை எந்த இடத்தில் பாய்ந்தாலும் அதை வளைத்து கடித்து விடலாம் கீ கீ என்று அச்சுறுத்தும் குரலுடன் தலைமை குரங்கு முழக்கமிட்டதை பார்த்த சிறுத்தை சிறிது யோசித்தது அது ஒரு மூடச்சிறுத்தையாக இருக்க வேண்டும் குரல்கள் எப்படித்தான் வியூகம் அமைத்தாலும் பாய்கிற வேகத்தில் பாய்ந்து மில்கிற வேகத்தில் மீண்டால் அவற்றால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறியாத ஜென்மம் அது அத்தோடு ஏற்கனவே காட்டு நாய்களால் வளைக்கப்பட்டு எப்படியோ தப்பி வந்த அதனிடம் அந்த அனுபவம் பேசியிருக்க வேண்டும் ஏறிய சிறுத்தை கீழே இறங்கி மீண்டும் ஏறலாமா என்று பார்த்த போது குரங்கு கூட்டத்தின் முன்னணியில் நின்ற தலைமை குரங்கு சிறுத்தை மேல் பாய போவது போல் பல்லை காட்டி காலை தூக்கி கையை ஆட்டி பாய்ச்சா செய்தது அதை பார்த்த சிறுத்தை அருகிலிருந்த ஒரு குகைப்பக்கமாக நடக்க தொடங்கியது அந்த சமயத்தை பயன்படுத்தி எல்லா குரங்குகளும் இங்கே வந்துவிட்டன தப்பித்த பின்னுக்கு நடந்து தப்பு தலைவனுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருந்தன குரங்கு பிரஜைகளின் அஞ்சலியை ஓரளவு ரசித்துக் கொண்டிருந்த தலைமை குரங்குக்கு திடீரென்று ராஜ்ய பரிபாலனம் நினைவுக்கு வந்தது வழக்கமாக தாங்கள் வாழும் இந்த பகுதிக்கு சிறுத்தை என்று யோசித்து பார்த்தது பார்த்து போனதால் தொடங்கிவிட்டது என்பது புலனாகியது ஒருவேளை குகையில் மேலும் ஓரிரு சிறுத்தை இருக்கலாம் எப்படி வந்திருக்கும் தலைமை குரங்கு ஒரு மரத்தின் உச்சியிலேறி நாலா பக்கமும் பார்த்தது தொலை தூரத்தில் மரங்கள் எரிந்து கொண்டிருந்தன அதற்கு விஷயம் புரிந்துவிட்டது பாதை அமைப்பதற்காக மனிதன் வைத்த நெருப்பில் மாட்டிக்கொள்ள விரும்பாமல் சிறித்தை இங்கே தங்களுக்கு நெருப்பு வைக்க வந்துவிட்டது ஆகையால் இனிமேல் இங்கே இருக்க முடியாது எங்கே போவது என்று யோசித்தது விட்டது, இருட்ட தொடங்கிவிட்டது இனிதான் சிறுத்தை தெரியும் அதோடு சிறுத்தை பழி வாங்குவதில் ஒன்றை மரம் ஏறி பிடித்து தின்னும் என்பது தலைமை குரங்குக்கு புரிந்துவிட்டது என்ன செய்யலாம் எங்கே போகலாம் இந்த சமயத்தில் மலையின் கீழ்பகுதிக்கு போனால் யானை கூட்டம் இருக்கும் அவை இவற்றை கொள்ளாதுதான் இருந்தாலும் இந்த இருட்டில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் மேல்பகுதிக்கு போக முடியாது அங்கே காட்டு நாய்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கின்றன அவற்றின் சத்தம் கூட கேட்கிறது அருகில் உள்ள பழம் வர தொகுதிக்கு போகலாமா கூடாது அங்கே வாழும் இன்னொரு குரங்கு கூட்டம் தாம் படையெடுத்து போயிருப்பதாக நினைக்குமே தவிர அகதிகளாக போனது மாதிரி தம்மை அரவணைக்காது இங்கேயுள்ள மரங்களில் ஏறி இருக்கவும் முடியாது சிறுத்தை வரலாம் என்ன செய்யலாம் என்று யோசித்தது ஒரே வழிதான் பேசாமல் இந்த பாறையில் விடியும் வரை தூங்காமல் உஷாராக உட்கார வேண்டும் அதுவும் வியூகம் அமைத்து உட்கார வேண்டும் தின்ன வரும் சிறுத்தையே திருப்பி தாக்க ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும் அஞ்சலி செலுத்துவதற்காக அடியாதில் அழுத்து போய் சில குரங்குகள் பாறையில் இருந்து கீழே இறங்க பார்த்தன சில குரங்குகள் மரங்களில் ஏற பார்த்தன இதை கவனித்த தலைமை குரங்கு பள்ளை கடித்து கையை தூக்கி பாறையில் உடனே தலைவனுக்கு இன்னும் வழிபாட்டு மோகம் தீரவில்லை என்று நினைத்து சில குரங்குகள் மீண்டும் பின்னால் வந்து வாழை தூக்கின அதன் கோபம் அடங்குவதற்கு பதிலாக அதிகரிப்பதை பார்த்து குரங்குகள் தத்தம் தலைகளை கைகளால் பீத்துக் தலைமை குரங்கு அவற்றை நெட்டி தள்ளி வரிசையாக நிற்க வைத்தது இரண்டு ஓரங்களிலும் வலுவான குரங்குகளை நிற்க வைத்துவிட்டு அது வரிசைக்கு பின்னால் வந்து நின்றது நேரமாகிக் கொண்டே இருந்தது சில குரங்குகள் தூங்கத் தொடங்கின உடனே தலைமை குரங்கு அவற்றை கைகளால் பிராண்டியது குரங்குகள் மத்தியில் லேசான பரபரப்பு லேசான எரிச்சல் சரியாக அஞ்சலி செய்யாத அந்த தடி குரங்கு பார்த்தாயா இவனுடைய தர்பார என்பது மாதிரி இதர குரங்குகளுடன் கண்களால் பேசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இரவு பொழுது ஒரு கட்டத்துக்கு வந்தபோது எல்லா குரங்குகளுமே தூங்கின ஆனால் தலைமை குரங்கு தூங்கவில்லை தூக்கம் வருவது போல் லேசாக உலாத்தியது பொழுது புலந்தது எல்லா குரங்குகளுக்கும் கடுமையான பசி சிறுத்தை மரத்தில் ஏறிய சமயத்தில்தான் அவை பழம் தின்ன தொடங்கின பறித்த பழங்களை பறிக்கப்பட்ட இடத்திலேயே விட்டு விட்டு அவை ஓடி விட்டன அதிலிருந்து இன்னும் சாப்பிடவில்லை குரங்குத்தனமான பசி அந்த பசியில் அபாயம் அவற்றிற்கு பெருசாக தெரியவில்லை முன்பு சிறுத்தைக்கு ஓடுவதற்கு அவை முன்னங்காளுகளை அழுத்தி பெண்ணங்காளு தூக்கிய பயங்கரமாக கத்தியது எங்கேயும் போக வேண்டாமாம் இங்கேயே இருக்க வேண்டுமாம் குரங்குகள் பொறுமை இழக்க தொடங்கின குட்டி குரங்குகள் கத்த தொடங்கின போக வேண்டாம் என்றால் எப்படி பசியை அடக்குவது குரங்குகள் சொல்லி வைத்தார்போல் முகத்தை சுழித்தன அந்த தடி குரங்கு அப்போது சற்று வலுவாகவே முணுமுணுக்க தொடங்கியது தலைமை குரங்குக்கும் லா அண்ட் ஆர்டர் நிலைமை புரிந்துவிட்டது அதன் கண்களில் அன்பு வெள்ளம் பாய்ந்தது சற்று தொலைவில் நான்கை இளைஞர் தேங்காய்கள் நன்றாக சீவப்பட்டு ஐம்பது பைசா அளவுக்கு ஒட்டையுடன் கும்பம் இருப்பதை குரங்குகள் பார்த்தன தலைமை குரங்கு உத்தரவிடுவதற்கு முன்பதாகவே அவை நோக்கி ஓடின உடனே தலைமை குரங்கும் ஓடியது தடி குரங்குு உட்பட பல குரங்குகள் தேங்காய் துவாரத்துக்குள் கையை விட போன சமயம் தலைமை குரங்கு பிரஜைகளை சிறிது கடித்து பின்னுக்கு தள்ளியது விஷயம் அதுக்கு புரிந்துவிட்டதே அதன் காரணம் மனிதர்கள் வைத்திருக்கும் கண்ணிகள் அவை தேங்கைகளுக்குள் கையை விட்டுவிடும் குரங்குகள் பின்னர் கைகளை முஷ்டியாக்கி அந்த முஷ்டிகளை பிரிக்காமல் கைகளை வெளியே எடுக்க முயற்சி செய்து எடுக்க முடியாமலும் தேங்காயுடன் ஓட முடியாமலும் அங்கேயே சுற்றி வரும்போது பிடித்துக் குரங்காட்டி வைத்திருக்கும் கன்னிக்காய்கள் என்பது தலைமை குரங்குக்கு புரிந்துவிட்டது இதை புரிந்து கொள்ளாத சக தோழர்களை அது பயங்கரமாக கூச்சலிட்டு அடக்கி அவற்றை பின்னுக்கு கொண்டு வந்து மீண்டும் அந்த பாறையிலேயே உட்கார வைத்தது இப்போது வழிகாட்ட வேண்டும் என்பது போல் அவை பார்த்தன இதற்குள் மனித நடமாட்டம் தெரிந்தது குரங்கு கூட்டத்தை எங்கேயும் போக வேண்டாம் என்று தலைமை குரங்கு தலையாட்டி உத்தரவிட்டு தனியாக கீழே இறங்கியது பத்து நிமிடத்தில் ஒரு சீப்பு வாழைப்பழத்துடன் வந்தது எல்லா குரங்குகளும் ஒய்க்கத் தொடங்கிய போது தலைமை குரங்கு பழங்களை குட்டிகளிடம் கொடுத்தது மீண்டும் தனியாக போய் தோசைகளுடன் வந்தது சக குரங்குகளிடம் கொடுத்தது தன்னுடன் வர எத்தனைத்த தடி குரங்கையும் இதர குரங்குகளையும் வரவேண்டாம் என்பது போல் தலையை ஆட்டிவிட்டு போனது தலைவன் அங்கே ஏதோ ஒரு தோப்புக்குள் நன்றாக தின்றுவிட்டு எஞ்சியதை கொண்டு வந்து தருவதாகவும் தாங்கள் அங்கே போய் வயிறார தின்னக்கூடாது என்று தங்களை தடுப்பதாகவும் தடி குரங்கு இதர குரங்குகளுக்கு முக பாவனையால் விளக்கிய போது எல்லா குரங்குகளும் தலையாட்டின சில கோபத்தால் உதவிகளை பிரிக்கின இதற்குள் காலை நொண்டிக்கொண்டே தலைமை குரங்கு ஒரு தேங்காயுடன் வந்தது கவ்விய தேங்காயை குரங்கு கூட்டத்துக்கு முன்னால் போட்டுவிட்டு வழி தாங்க முடியாமல் அது தன் வலது காலை பாறையில் எல்லா குரங்குகளும் அதை ஆச்சரியமாகவும் தோட்டத்து பழங்களை தங்கள் பார்வையில் இருந்து மறைத்த எரிச்சல் தாங்காமலும் பார்த்தன தலைமை குரங்கோ தன் வழியை தவிர எதுவுமே தோன்றவில்லை செண்பகாதேவி அறிவிக்க அருகே இருந்த அம்மன் கோவிலுக்கு தேங்காய் பழங்களுடன் வந்த மனிதர்களை உருட்டியும் மிரட்டியும் அவர்கள் உசாராக இல்லாத சமயத்தில் திருடியும் பழங்களை பறித்து கொண்டும் வந்தது அது ஒரு சின்னின் கையில் இருந்த தேங்காயை பறித்துக் கொண்டு திரும்பிய கையில் வைத்திருந்த இரும்பு கம்பியால் அடித்து விட்டார் அப்படியும் வழி தாங்காமல் வாய் வழியாக கத்த தேங்காய் போய்விடும் என்ற அச்சத்தில் அப்படியே கத்தாமல் மீண்டு வந்தது காலில் லேசான ரத்த கசிவு பிராணன் கசிவு வழியாக போவது போன்ற நரக வேதனை நீங்களும் வந்தா பசு மயக்கத்துல வாழைப்பழத்த பிடுங்கிற ஜோர்ல பிடிப்பட்டாலும் பட்டுடுவீங்கன்னா உங்களை இங்கயே இருக்க சொன்னேன் கடைசில நான் மாட்டிக்கிட்டேன் சத்தியமா நான் இன்னும் எதையும் திங்கல என்று பேச போன தலைமை குரங்கால் பேச முடியவில்லை கனிகள் பழுத்து குழுங்கும் தோப்புக்கு தான் மட்டும் போய்விட்டு எதையோ வாங்கிக் கட்டிக் கொண்டு வந்த தங்கள் தலைவன் படட்டும் என்று நினைத்தவை போல ஒன்றையொன்று பார்த்து லேசாக சிரித்து கொண்டன இதற்குள் நடப்பதை நோட்டமிட்ட தலைமைக்குரங்கின் பழகி எதிரியான அதே தடிக்குரங்கு சுற்றுமுற்றும் பார்த்தது பின்னர் சந்தர்ப்பத்தை நழுவ போல மின்னல் வேகத்தில் பாய்ந்து தலைமை தாக்கியது ஏற்கனவே ரத்தம் கசிந்த அதன் கால்களை கடித்து முகத்தை நகத்தால் பிராண்டியது கழுத்தை பலம் கொண்ட மட்டும் கிடைத்தது எதிர்பாராத வியப்படைந்த தலைமை குரங்கு இதர குரங்குகளை பரிதாபமாக பார்த்தது இப்போது தடித்த குரங்கோடு இதர குரங்குகளும் சேர்ந்து கொண்டு அதை தாக்கின வயிற்றில் நகைக்கிரல்கள் கழுத்தில் கடிகள் காயப்பட்ட காலில் வாள்களினால் அடி போரில் தொல்லியுற்ற நெப்போலியனை அதன் பட்டத்தரசையே நிராகரித்தது போல தலைமை குரங்கின் பட்டத்தி மகிழ்ச்சியும் இதர வாய்ப்புகளும் புதிய தலைமை குரங்குக்கு தாங்கள் விசுவாசத்தை மாற்றிக்கொண்டதை நிரூபிக்கும் வகையில் மாஜி மணாளனை ஓட ஓட துரத்தினால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை தன் மாஜி பிரஜைகளை பரிதாபமாக பார்த்துக் கொண்டே எவற்றிற்காக தன் கால்களை ஒடித்துக் கொண்டதோ அவற்றின் அச்சுறுத்தலை நெஞ்சில் பொறுக்க முடியாமலும் அடிகளை உடம்பில் சுமக்க முடியாமலும் ஒரு பள்ளத்தாக்கில் இறங்கி கிரங்கி போய் நின்றது இதற்கிடையே தடி குரங்கு பட்டம் எய்தது போல் ஒரு காளை உயரமாக தூக்கி வைத்துக் கம்பீரமாக இருக்க இதர குரங்குகள் அதன் போய் வாளை தூக்கி அஞ்சலி செலுத்தின பின்னர் புதிய தலைமை கிடைத்த கழிப்பில் எல்லா குரங்குகளும் சிறுத்தை வாசம் செய்யும் அதே பழைய பகுதியை நோக்கி ஓடின அங்கே போக வேண்டாம் போக வேண்டாம் என்று கண்களால் கெஞ்சிக்கொண்டு பின்தொடர்ந்த பழைய தலைமை குரங்கை பார்த்து எல்லா குரங்குகளும் முறைத்தன உடனே புதிய தலைவனான தடிக்குரங்கு தன் வீரத்தை பிரஜைகளுக்கு காட்டும் தோரணையில் துள்ளிக்கொண்டே ஓடி அந்த நொண்டி குரங்கின் நொண்டி காலை மீண்டும் குறிப்பார்த்து கடித்துவிட்டு வெற்றி கழிப்புடன் திரும்பி வந்து பிரஜை குரங்குகளை பழைய இடத்துக்கு அழைத்துச் சென்றது தனித்து விடப்பட்ட நொண்டி குரங்குக்கு நினைத்து பார்க்க பார்க்க நெஞ்சம் மிம்மியது அந்த தடி குரங்கு கண்ணி தேங்காய்க்குள் கையை விட போது இது நினைத்திருந்தால் ஒரு மனிதனை போல நடந்திருக்கலாம் எதிரிக்கும் கருணை காட்டிய நமக்கா இந்த கதி என்று கதியற்று கத்தியது வாழ்ந்த அருமையையும் வாழ்விழுந்த பெருமையையும் இணைத்து பார்த்து இனம் சோகம் ஒன்று இதயத்தை குத்த நொண்டி கொண்டே அது மலைச்சரிவில் கீழ் நோக்கி போய்க் கொண்டிருந்தது சற்று தொலைலைவில் வாய்க்கு நாக்கை தொங்கப்போட்டுக் கொண்டிருந்த ஒரு ஓனாய்க்கு பயந்து மனித நடமாட்டம் இருப்பது தோன்றிய ஒரு குகையை நோக்கி சென்றது குகைக்குள் பத்மாசனத்தில் அமர்ந்து ஒரு காவி சாமியார் எதையோ ஜெபித்துக் மோனமே அமைதியாகவும் அந்த அமைதியை ஒரு அருட்பாய்ச்சலாகவும் பற்றற்ற ஒன்றில் பற்று வைத்திருப்பது போல் தோன்றிய சாமியார் சத்தம் கேட்டு திரும்பி பரிதாபமாக ஒரு காளை தூக்கி வைத்துக் கொண்டு கண்களால் கெஞ்சியபடி நின்ற குரங்கை பார்த்ததும் அவர் உள்ளம் நிகழ்ந்திருக்க வேண்டும் சிவ சிவா என்று சொல்லிக் கொண்டே தன் பக்கம் வரும்படி குரங்குக்கு தன் கண்ணசைவால் அருள் காட்டினார் முதலில் சிறிது தயங்கிய குரங்கு பின்னர் அவர் கண்ணில் மின்னிய அருள்பாளியை உணர்ந்தது போல அவரை நெருங்கி கொண்டிருந்தது சாமியார் வெண்பற்களை வெள்ளி மின்ன அமைதியாக சூனியத்தில் பார்வையை நிலை பேசினார் வாடாப்பா வா கவலை கே விட்டு நிர்மலமாக வாடாப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டம் உண்டு தீமை போலவும் தீமை நன்மை போலவும் தோன்றுவது காலத்தின் மாயை காலத்தை அதன் வெளிப்பாடுகளில் இருந்து தனிப்படுத்தி பார்த்து அதில் உணர்வு மயமா கலப்பதை கால வெளிப்பாடுகளான வெற்றி தோல்விகளால் சுவாசிக்கப்பட்ட இனிமே பரம்பொருளாய் விளங்கும் காலத்தை படிப்படியாக உணர்ந்து அந்த உணர்வை சுவாசித்துலாம் வாடா வா ஊன தோல்வி ஞான வெற்றிக்கு உதவும் என்ற உணர்வோடு வா அஞ்சாமல் வா சாமியார் நொண்டிக்கொண்டு ஒரு காலை தூக்கி காட்டிய அந்த குரங்கை தில்லை எம்பல கூத்தனாக பாவித்து ஞான பரவசத்தில் முறைகிட்டாரா அல்லது அந்த குரங்கை தன் மனமாக பாவித்து பேசினாரா என்பது தெரியவில்லை எப்படியோ குரங்கு அவர் அருகில் சாமியார் அதன் உடம்பு முளுவதும் தடவினார் பரிணாமப்பட்ட மனித குலத்திலிருந்து சற்று அதிகமாகவே பரிணாமப்பட்ட அந்த சாமியாரும் எதிர்கால கட்டத்தில் மனிதனைப் போல் அல்லாது இன்னொரு நல்ல பரிணாம வெளிப்பாடாக தோன்றுவதற்கு ஒரு வேலை காரணமாக இருக்கக்கூடிய அந்த குரங்கும் உருவ வேறுபாட்டை கால வேறுபாட்டாக ஒதுக்கி அவற்றுள் உள்ளொங்கிய ஆன்மாவை காலமாக போற்றி ஒருவரை ஒருவர் மானசிகமாக பார்த்து